ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸ் சஃசல் வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துலாம் சாரி நம்பர் டூ தௌசண்ட் நம்பர் டூ தௌசண்ட் ஒன்னுங்க பல்லுவன் வந்து கான்ட்ராஸ்டே இருக்கக்கூடிய பார்டர்லஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் சஃசில் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் எல்லோ கலர் எல்லோ அப்படிங்கும் போது அது கொஞ்சம் டபுள் ஷேடாக இருக்குங்க ஒரு க்ரீனிஷ் ஷேட்லேயும் வரும் Body of ஸாரி Bright Pink Color Bodyல வரக்கூடிய புட்டா கோல்ட் and Silver tested ட்ஸியில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த பிளவுஸ் and பல்லு மட்டும் நான் எகெயின் அந்த கலர் சொல்லிடுறேன் ஏன்னா எக்ஸாக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறக்காக இது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குதுங்க ஸாரீ நம்பர் டூ தௌசண்ட் டூ சாரீயோடைய நம்பர் டூ தௌசண்ட் டூ பாடி ராயல் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர் சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஃபார் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரிக்குமே இந்த ஃபோர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிக்கலாம் போல்வுன் கலர் கோல் இந்த புட்டாஸ் இன்னும் இருக்காது இருக்குங்க 2004 இந்த சாரியுடைய கலர் பாட்டில் கிரீன் கலர் பல்லூன் ப்ளவுஸ் ரெட் கலர் இது பாட்டில் கிரீன் கொஞ்சம் டபுள் ஷேட்ல வருங்க டபுள் ஷேட் பாட்டில் கிரீன் அண்ட் RED, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இதுதாங்க கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சாரிலாம் புட்டாஸ் வருது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்டர்லஸ் சாரீ வித் கான்ட்ராஸ்ட்டு பல்லு ப்ளவுஸ் இருக்கக்கூடியதுங்க எந்த ஒரு சேரீ நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது 6000 தௌசண்ட் OFFER PRICE ப்ரைஸ்க்கு உங்களுக்கு அந்த சாரீஸ் கிடைக்கும் சாரீ நம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் நம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் சாரியுடைய ப்ரைஸ் இந்த சேரீயில் பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் பாடி ஆஃப் சேரீ ராயல் ப்ளூ ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு சேரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுல இருந்தே அந்த சேரீயில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் கட் வீடியோ எடுக்க வேண்டாங்க ஒரே வீடியோவும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் சாரி நம்ம 2006 தௌசண்ட் இது வந்து ராமர் கிரீன் ப்ரைட்டாக இருக்குங்க ப்ரைட் ராமர் கிரீன் இந்த சாரி வந்து சிங்கிள் கலர் சாரீங்க இது ஒன்று மட்டும் கலர் வந்து காண்ட்ராஸ்ட் இல்லாமல் சிங்கிள் கலர் வருது அதுபோக இன்னொரு சாரியும் இந்த வீடியோலேயே வருங்க பார்டர்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதுலையே அப்படியே ஷோ பண்ணிட்டோம் ஏன்னா டிசைனும் வந்து சேம் இதே டிசைனில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டும் வந்தது அண்ட் இது சிங்கிள் கலரில் இருக்குங்க இதோடைய பிரைஸ்மே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க சாரி நம்பர் 2007. இந்த சாரி பொடி ஆஃப் சேரீ டார்க் வயலட் கலர் பலூன் பிளவுஸ் மஸ்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குங்க கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் புட்டாஸ் ஆல்டர் பாடிங்க இன்டர்நேஷனல் அவைலபிளா இருக்கு இன்டர்நேஷ் எக்ஸ்ட்ரா வருங்க் கலர் ஃபேண்டா கலர் பல்லுவன் பிளவுஸ் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் புட்டாஸ் சில ஸாரீஸில் வந்து டெசல்ஸ் போடலங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க, ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட நம்ம டெசல்ஸ் போட்டே சென்ட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் டெசல்ஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் இல்லைங்க சாரீ நம்ப 2009, தௌசண்ட் நைன் சாரியுடைய கலர் பிங்க் கலர் இந்த சாரியுமே சிங்கிள் கலர் சாரி தாங்க இதும் 6,000 உங்களுக்கு இது இது ஒரே கலர் டூ தௌசண்ட் 2010 இந்த சரீயுடைய கலர் பாடி ஆஃப் சரீ இங்கு ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் கோல்டண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்நேட்டிவாக வருதுங்க கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ அண்ட் கைத்தறி மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ அண்ட் ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டா கண்டிப்பா ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன கலர் வரும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சேம் கலர் உங்களுக்கு ரீச் ஆகுங்க பாடி நேவி ப்ளூ பல்லூன் பிளவுஸ் பீச் கலர் கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சேரீ புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவா இருக்குங்க இந்த சாரி சார் நீங்க வாட்ஸ்அப் மூலமா புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா மட்டுமே தான் புக் பண்ண முடியுங்க புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பர்ல நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் சேரி சேரி, 2012, 2012, பிளவு பார்த்துட்டீங்கன்னா டார்க் மெஜந்தா கலர் இதில் கோல்டு சரியில் இருக்குங்க நெக்ஸ்ட் ஸேரீ சாரீ நம்பர் 2013 தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த சாரியுமே சிங்கிள் கலர் சாரி தாங்க இதுமே Offer Price சிக்ஸ் தௌசண்ட்கே உங்களுக்கு கொடுக்குறோம் இது பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர் சாரியுடைய கலர் Pinkish Orange இது பியூர் சில்க்குங்கிறதுனால ஷைனிங் வந்து இருக்காதுங்க அதாவது ஷைனிங் வந்து அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப பளவளப்பாக வலவலப்பா கண்டிப்பா இருக்காதுங்க பியூர் Silk உண்டான டெக்ஸ்டரில் இந்த சாரீஸ் இருக்கும் சாரீ நம்பர் 2014 இது வந்து ஏன் நம்ம சாஃப்ட் சில் சொல்கிறோம் அப்படின்னா த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் லெஸ் இன் வெயிட் வெயிட்லெஸ் சாரீ அப்படிங்கிறதுனால வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சாஃப்ட் சில் சாரீஸ்னு சொல்கிறோம் அதுக்காக ஷைனிங் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைவாக தாங்க இருக்கும் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ பல்லூன் பிளவுஸ் ரெட் கலருங்க சேரீ நம்ம டூ தௌசண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் சிக்ஸ் offer ஆஃபர் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரீஸ் கமிங் வித் certified Thank you Thank you for watching